ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஏர்வர்னா ஃப்ரம் சிறுமுகை காயமுட்ட டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிக்பூட்டா சஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பற்றலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னாலும் ஃப்யூச்சரில் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் த்ரீ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே புட்டா வந்து பெரிய புட்டா இருக்கக்கூடிய சஃப் ஸூக் சாரீஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதில் பார்ட்ரு வச்ச சாரியும் இருக்குது பார்டர் இல்லாமல் இருக்க சாரீஸும் இருக்குதுங்க அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது பல்லு அண்ட் ப்ளவுஸ் பேஷ் கலர் இதில் பழுவில் வந்து கோல்டு அண்டு காப்பர் ஜரி யூஸ் பண்ணியிருக்கோங்க பாடியில் வரக்கூடிய புட்டா சில்வர் காப்பர் அண்டு கோல்டு மூணு ஜரிலையுமே இருக்குதுங்க ஒவ்வொரு புட்டா பார்த்துட்டிங்கன்னா மூணு டிசைன்ஸ் இருக்குது சேம் டிசைன் தான் அதில் மூணு ஜரில நம்ம மேக் பண்ணியிருக்கோம் பாடி ஆஃப் சாரீ color, ப்ரவுன் கலருங்க இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் 6,200 தௌசண்ட் ONLY ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன்லிங்க சாரியுடைய நம்பர் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் சேம் பேட்டர் செகண்ட் சேரீ நம்ம பார்க்குறோம் சிக்ஸ் ALL OVER INDIA, FREE ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் அவைலபிளுங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க இப்போ நம்ம பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் பேஷ் கலர் body of சேரீ magenta color இதுலேயுமே gold, silver, copper மூணு டெஸ்டட் சேரீல புட்டாஸ் இருக்குங்க இது பார்டர்லெஸ் சாரீ ப்ளவுஸ் ஆல்வேஸ் பிளைனாக இருக்குங்க கான்ட்ராஸ்டாக இருக்கும் next சாரீ நம்பர் த்ரீ டுவெண்ட்டி செவன் இது அனதர் டைப்பில் இருக்கக்கூடியதுங்க இதுவுமே பிக் புட்டா ஸாரீ தான் பாடி ஆஃப் சேரீ வைலக் கலர் பலூன் ப்ளவுஸ் பேய்ஷ் கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் ஜெரீலையும் ஒரு ரோ கோல்டு ஜெரீலையும் வருங்க முந்தானையில் இருக்கக்கூடியது கோல்டு டெஸ்டட் ஜெரீ சாரியுடைய லென்த்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் மீட்டர்ஸ் அபோவ் தாங்க இருக்கும் இன்க்ளூடிங் பிளவுஸ் ப்ளவுஸுடைய லென்த்து கண்டிப்பாக செவன்ட்டி சென்டிமீட்டர் அபவ் தாங்க இருக்கும் வித் ஆஃப் த சேரீ ஃபார்ட்டி இன்சஸ் அபவ் இருக்குங்க சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட்டு சேரீ நம்பர் த்ரீ டுவெண்ட்டி எயிட் பாடி ரெட் கலர் கொஞ்சம் டார்க் ரெட்டாக இருக்குங்க பிரிக் ரெட்டில் இருக்கும் பழுவன் ப்ளவுஸ் பெயிஷ் கலர் இதுலேயுமே புட்டாஸ் ஒரு ரோ கோல்டு சரி ஒரு ரோ சில்வர் ஜரில இருக்குங்க அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே ட்ரை கிளீன் தாங்க ட்ரை வாஷ் தான் பண்ணணும் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபுளாக இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணணும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ஸை சாரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் எங்களால் உங்களுக்கு அந்த சேரீயை கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனில் புக் பண்ண முடியுங்க ஸாரீ நம்பர் த்ரீ தென் கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் சேரீ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பே பண்ணி புக் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பார்சல் உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணுவோம் பார்சல் வாங்கும்போது நீங்கள் சேரீடைய ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ வந்து கேஷ் கொடுத்து நீங்கள் பார்சல் வாங்கணுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பலுவன் ப்ளவுஸ் ரெட் கலர் அண்டு pink combinationல இருக்கும் ரெட்டும் பிங்க்கும் கலந்ததில் இருக்கும் பாடி ஆஃப் சரி பேய்ஜ் கலர் மேங்கோ புட்டாவில் இருக்குங்க இது வந்து neem zari ஒர்க்குங்க இந்த புட்டா வந்து neem zari நீம்செரி நீம்செரிங்கிறது gold ஆர் silver zari கூட thread twist பண்ணி மேக் same pattern same color கலர் காம்பினேஷனில் இன்னொன்றுங்க இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சேம் கலர் காம்பினேஷன் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது எதில் அப்படின்னா நீம் ஜெரி கலர் இல்லைங்க சேம் பாடி கலர் வந்து பெய்ஜ் கலர் தான் பல்லுவன் ப்ளவுஸ் வந்து பிங்க் அண்டு ரெட் காம்பினேஷன் தான் அந்த நீம்சரியுடைய கலர் புட்டால் வரக்கூடிய நீம்சரியுடைய கலர் மட்டும் இந்த முன்னாடி சாரிக்கும் இந்த சேரீக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுங்க அதில் வந்து க்ரீன் கலர் வந்தால் இதில் ஆரஞ்ச் கலர் வாட்ஸ்அப் மூலமாக மட்டுந்தாங்க இந்த சாரீஸெலாம் நீங்கள் புக் பண்ண முடியும் சாரீ நம்பர் த்ரீ தேர்ட்டி ஒன் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு செப்பரேட் வாட்ஸ்அப் நம்பர் ரீசேலர் ஹோல்சேலருக்கு செப்பரேட் வாட்ஸ்அப் நம்பருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சேரீ வந்து எல்லாமே கஸ்டமருக்கான சாரீஸ்ங்க ரீசேலர் ஹோல்சேலருக்கு செப்பரேட் கலெக்ஷன்ஸ் இருக்குது செப்பரேட் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் கலெக்ஷன்ஸ் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் ரெட் கலர் இதுவுமே பிங்க் காம்பினேஷனில் வரக்கூடிய ரெட்டு தாங்க பாடி ஆஃப் சேரீ க்ரீன் கலர் இதுலேயுமே நீம் சரி ஒர்க்கு தாங்க பண்ணியிருக்கோம் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங்லாம் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு கிடைக்கும் சாரி நம்பர் த்ரீ தேர்ட்டி டூ சேம் பேட்டன்ல பார்க்குற நெக்ஸ்ட் சாரீ இதில் பழுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ கலர் பாடி ஆஃப் சேரீ ரோஸ் கலருங்க பிங்க் அப்படிங்கிறத விட இது கொஞ்சம் எப்படி இருக்கும்னா ஒரு பர்பிள் ஷேடு வந்தால் எப்படி இருக்கும் அந்த பிங்க்கோட அந்த மாதிரி இருக்கும் அதனால ரோஸ் கலர் அப்படின்னு நான் சொன்னேன் இதுவுமே நீம் சரி ஒர்க்கு தாங்க அண்ட் இந்த சாரீஸ்லாம் டசில்ஸ் போட்டிருக்குங்க ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா டசில்ஸ் போடணுங்கிற அவசியம் எல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கு நெக்ஸ்ட் சாரீ நம்பர் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் த்ரீங்க நம்பர் இதில் பாடி ஆஃப் சாரி பிங்க் கலர் டபுள் ஷேடில் இருக்கக்கூடியதுங்க பாடி கலர் பல்லூர் ப்ளவுஸ் ரோமர் க்ரீனில் இருக்கும் கொஞ்சம் ப்ளூ ஷேட்லேயும் வரும் இதில் ஃபுல்லாகவே நீம் சரிங்க முந்தானையில் வரக்கூடிய டிசைன்ஸ் பாடியில் வரக்கூடிய புட்டா எல்லாமே நீம் சரி இருக்குங்க நெக்ஸ்ட் சாரீ நம்ம பார்த்திடலாம் ஸாரி நம்பர் த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸ் நம்பரில் தான் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எங்ககிட்ட புக் பண்ணுறதுக்கு அண்ட் ஸாரியோடைய நம்பர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் ஸாரீ மெஜந்தா கலர் பாடியில் வரக்கூடிய புட்டா ஒரு ரோ சில்வர் ஜெரீலியும் ஒரு ரோ கோல்டு ஜெரீலியும் இருக்குதுங்க இது பல்லுவன் ப்ளவுஸு பேரக் க்ரீன் பேக் சைடு காட்டுறோம் பாருங்க சேரீலாம் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு புட்டாஸ் வந்துடும் உழுசுத்துல மட்டும்தாங்க புட்டாஸ் இருக்காது மற்றபடி ஆல் ஓவர் பாடி புட்டாஸ் கண்டிப்பாக வந்துடும் சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட்டு ஸாரீ த்ரீ தேர்ட்டி ஃபைவ் இந்த சாரீஸ்லேயுமே உங்களுக்கு டசில்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வெரி பண்ணிக்க வேண்டியதில் டசில்ஸ் போடணும் அப்படிங்கிறது நம்மளே போட்டிருக்கோம் ஆல்ரெடி இதில் பாடி ஆஃப் ஸாரி ப்ளூ கலர் பழுவன் பிளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் இதுலேயுமே புட்டா ஒரு ரோ சில்வர் ஜரி ஒரு ரோ கோல்டு புட்டாஸ் வருதுங்க இந்த பிக் புட்டாலேயே பார்டர் வச்சதும் இருக்குதுங்க கான்ட்ராஸ்ட்லையும் இருக்குது பார்டர் லிஸ்ட்லையும் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்டர் லிஸ்ட்டில் பார்த்துட்ருக்கோம் இன்னும் சாரீஸ் இருக்குது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் சாரீ நம்பர் த்ரீ இதில் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து இந்த கலெக்ஷன்ஸும் பிடிக்கும் அண்டு கலர் காம்பினேஷன்ஸும் பிடிக்கும் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தது பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணலாங்க நீங்கள் தான் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாரி உங்களுக்கு புக் பண்ணுவோம் சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது புக் பண்ணியிருந்தாங்கன்னா Tell டெல்யூ த லேட்டர் அவைலபிலிட்டி லேட்டராக சொல்கிறோன்னு சொல்லுவோம் இல்லைன்னா சோல்டுனா சோல்டுங்கிற ஸ்டேட்டஸ் சொல்லுவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் Peach color, Body of sari, ப்ளூயிஷ் Green, Double shade இந்த சாரியில் டசல்ஸ் போடலங்க இந்த சாரி யாராவது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டசல்ஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம போட்டு அனுப்பி வைக்கிறோம் ஸாரீ நம்பர் த்ரீ தேர்ட்டி செவன் பாடி ஆஃப் சாரி பீக்காக் ப்ளூ பலன் பிளவுஸ் பேரக் க்ரீன் ரிட்டர்ன் பாலிசி பொறுத்த வரைக்கும் ஸாரீ டேமேஜாக உங்களுக்கு வந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம் வித் அன்பாக்சிங் வீடியோவோட தாராளமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாங்க அண்ட் இது கைத்தறி சாரீஸ் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் இருக்குங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சாரீ பார்க்குறீங்க அப்படின்னா இதில் டார்க் கலர்ஸில் இந்த மாதிரி த்ரெட்ஸ் இருக்குங்க இது வந்து கண்டிப்பா மிஸ்டேக் இல்லைங்க நெசவு பண்ணும்போது இந்த மாதிரி வர்றது வழக்கம்தான் இப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்கள் அது கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அது வந்து கைத்தறியில நெசவு பண்ண சாரி அப்படிங்கிறது சாரி நம்பர் த்ரீ தேர்ட்டி கிரே கலர் சாரீஸ் வாங்கும்போது அதே மாதிரி நான் உங்களுக்கு நிறைய தடவை நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் கிரே கலர்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்து காம்பினேஷனில் தான் இருக்கும் அப்போ white கலர் ஒயிட்டோட பிளாக் கலர் கம்பைன் ஆகும்போது கண்டிப்பாக black color த்ரெட்டு நல்லா விசிபிள் ஆகும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்கறது பழுவன் பிளவுஸ் பிங்கிஷ் ஆரெஞ்ச் body of சாரி dark ink blue நெக்ஸ்ட் சாரி பார்த்துர்லாங்க சாரி நம்பர் த்ரீ தேர்ட்டி நைன் இதில் பழுவன் பிளவுஸ் பிங்கிஷ் ஆரஞ்ச் பாடி ஆஃப் சாரி இதுக்கு முன்னாடி பார்த்தது டார்க் இங்க் ப்ளூ இப்போ நீங்கள் பார்க்கறது பீகாக் ப்ளூ புட்டா சேஷிஷல் சேம் தாங்க அதாவது ஒரு ரோ சில்வர் ஜெரீலியும் ஒரு ரோ கோல்டு ஜெரீலியும் இருக்குங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குங்க டிஸ்கிரிப்ஷனில் நீங்க அந்த குரூப் லிங்க் யூஸ் பண்ணி கூட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த டைமுக்கு என்ன சாரி போட போகிறோம் என்ன ப்ரைஸுக்கு போட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்டிமேஷன் எங்கே ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவோம் அப்படினா, வாட்ஸ்அப் குரூப்பில் தாங்க சொல்லுவோம் அப்போ நீங்கள் அந்த இடத்துலையே இந்த வீடியோ நம்ம பார்க்கலாமா இந்த ப்ரைஸ் இது ஓகேவா இந்த சேரீ ஓகேவாங்கிறத நீங்கள் அந்த ஒரு மெசேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ உங்களுக்கு வேணுங்க வேணும்னா நீங்கள் மெயின் வீடியோ பார்த்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணலாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த மெசேஜை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது லீஃப் டிசைனில் இருக்கக்கூடியதுங்க பாடி ஆஃப் சாரி கிரே கலர் பலூன் ப்ளவுஸ் பிங்கிஷ் ஆரேஞ்ச் பாடியில் வரக்கூடிய அந்த லீஃப் டிசைன் ஒரு ரோ சில்வர் ஜெரீலியும் ஒரு ரோ கோல்டு ஜெரீலியும் மேக் பண்ணியிருக்குங்க சாரி நம்பர் த்ரீ ஃபார்ட்டி இதுக்கு முன்னாடி காமிச்சது த்ரீ ஃபார்ட்டி இப்போ காட்டுறது இது வந்து பாடி ஆஃப் சாரி க்ரீன் கலர் பல்லுவன் பிளவுஸ் பிங்கிஷ் ஆரேஞ்ச் இந்த லீஃப் டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பல்லுலேயுமே அந்த லீவ் டிசைன் தான் வருது பட் அதோடைய லீஃப் டிசைன் வேறு இந்த லீஃப் டிசைன் வேறு பட் ஃபுல்லாகவே இந்த பல்லு ஃபுல்லாகவே அந்த லீஃப் டிசைன் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட் ஸேரீ நம்பர் த்ரீ ஃபார்ட்டி டூ இதில் பலூன் பிளவுஸ் பிங்கிஷ் ஆரெஞ்ச் பாடி ஆஃப் சாரி இதில் பார்த்துட்டிங்கன்னா பாடி ஒரு டபுள் டோனில் வர மாதிரி தாங்க இருக்குது டார்க் நவா நவாப்பிள கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குதுங்க வயலட் அண்ட் நேவி ப்ளூ இந்த ரெண்டு காம்பினேஷனில் இருக்குதுங்க ப்ளவுஸ் இப்போ காமிச்ச வீடியோலேயே ஆல்மோஸ்ட் எல்லா ஸாரீஸுமே டெசல்ஸ் இருக்குதுங்க ஒரே ஒரு ஸேரீ தவிர அந்த சாரீ புக் பண்ணுறவங்க மட்டும் நீங்கள் டெசில்ஸ் வேணும்னா கேட்டு டசில்ஸ் போட்டு வாங்கிக்கலாங்க நெக்ஸ்ட்டு ஸாரீ நம்பர் த்ரீ ஃபோர் த்ரீ இது வந்து ஒரு பேஸ்டர் கலரில் இருக்கக்கூடியது பாடி ஆஃப் ஸாரி வந்து க்ரீன் அதில் டாப் அண்ட் பாட்டமில் கான்ட்ராஸ்டில் உங்களுக்கு கிரே கலர் வந்துடுதுங்க பளுவன் ப்ளவுஸுமே க்ரே கலர் புட்டா வந்து பெரிய ரவுண்ட் புட்டா அந்த ரவுண்டு புட்டாவுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா பீகாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு அண்ட் முந்தானையில் உங்களுக்கு மேங்கோ டிசைன் வருது ஸோ இதுவுமே நல்லா சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் தாங்க இருக்குது க்ரீன் அண்டு கிரே இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸுங்க நிறைய பேர் டிஃப்ரெண்டாக யூனிக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி கலர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாங்க சாரி நம்பர் 344 same pattern ல நெக்ஸ்ட்ங்க இது வந்து பாடி ஆஃப் saree ink blue பலூன் ப்лауஸ் கிரே கலர்ங்க இதுல ஃபுல்லாவே கோல்ட் டெஸ்டர் ஜரிங்க இதுக்கு முன்னாடி பார்த்த டிசைனும் இது ஒண்ணுதான் ஆனா அதுல வந்து கோல்டன் அண்ட் சில்வர் ஜரில வரும் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்ட் டெஸ்டர் ஜரிங்க இந்த டார் கலருக்கு அந்த கோல்ட் டெஸ்டர் ஜரி அண்ட் டாப் அண்ட் பாட்டம்ல வரக்கூடிய அந்த கான்ட்ராஸ்ட் கிரே கலர் அண்ட் ஆல்சோ ஒரு இன்ச்சுக்கு வரக்கூடிய அந்த டிஷ்யூ border டாப் அண்ட் பாட்டமில் வரது நல்ல அட்ராக்டிவாக இருக்குங்க இந்த ஸாரீ கண்டிப்பாக நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும் சாரீ நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ் செகண்ட் ஐ ரிப்பீட் த ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓன்லி இந்த சாரீ உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ நம்ம பார்க்குறது பல்லுவன் பிளவுஸ் கிரே கலருங்க ஸோ கிரே அப்படின்னாவே கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிளாகுங்க பாடி ஆஃப் சாரி பீக் ஆஃப் ப்ளூ இதில் வரக்கூடிய அந்த புட்டா சில்வர் அண்டு கோல்டு இந்த ரெண்டு டெஸ்ட் சரீலாம் ஆல்டர்னேட்டிவாக இருக்குங்க நெக்ஸ்ட் சாரி த்ரீ ஃபோர் சிக்ஸ் சேம் பேட்டர்ன் தாங்க இதுவும் சேம் பல்லுவண்ட ப்ளவுஸ் வந்து கிரே கலர் பாடி ஆஃப் ஸாரீ கிரீன் கலர் பாட்டில் க்ரீன் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்ட் சரி அட்டகாசமாக இருக்குதுங்க அந்த ஸாரீ பாடி சாரீ பாருங்களேன் சூப்பராக இருக்குது அந்த கோல்டு வந்து நல்லா அழகாக தெரியுது இந்த சாரீயில் இது வந்து சிங்கிள் ஃப்ளீட்சை விட்டு நீங்கள் வியர் பண்ணிங்கன்னாலும் சூப்பராக இருக்கும் இல்லை ஃப்ளீச் எடுத்து ப்ளீச் எடுத்து பண்ணிங்கன்னாலும் நல்லாயிருக்கும் சாரி நம்பர் 347 ஃபோர் செவன் ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா பிக் புட்டா வித் ஜரி பார்டரோட வந்திருக்கு பாடி ஆஃப் சாரி ஹாஃப் ஒயிட் பல்லுவன் பிளவுஸ் ப்ளூ கலர் இதில் பாடியில் வரக்கூடிய புட்டாவே தான் உங்களுக்கு பல்லூலையும் வரும் அதை விட இன்னும் பிக்கர் சைஸில் இருக்கும் ஃபுல்லாகவே gold tested சரிங்க SAME சேம் பேட்டன்ல இருக்கக்கூடிய சாரி த்ரீ ஃபோர் எயிட் பாடி ஆஃப் சாரி ப்ளூ கலர் பலூன் பிளவுஸ் SAME கலருங்க சேம் பேட்டர் தாங்க ஃபுல்லாகவே கோல்டு சரி தான் பிளவுஸ் நெக்ஸ்ட்டு ஸாரீ நம்பர் த்ரீ ஃபோர் நைன் இது வந்து ஃபுல்லாகவே ஒரே கலரில் இருக்கக்கூடியதுங்க சிங்கிள் கலரில் இருக்கக்கூடியது ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு இது வந்து கலர் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஆனியன் கலரில் இருக்குதுங்க அதாவது பிங்க் பேஸ்டல் பிங்க் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்குது இதில் பாருங்க ஃபுல்லாகவே ஒரே கலர் பிளவுஸ் பளு அண்ட் பாடி எல்லாமே ஒரே கலரில் இருக்கக்கூடியது பிங்க்குனா இது வந்து கொஞ்சம் லாவண்டர் மிக்சிங்கில் இருக்கக்கூடிய பிங்க்குங்க சாரி நம்பர் 350 ஃபிஃப்டி பாடி ஆஃப் சாரி கிரீன் கலர் பலு அண்ட் பிளவுஸ் ரெட் கலர் இதில் வரக்கூடிய புட்டா சில்வர் அண்ட் கோல்டு டெஸ்ட் சரி ஆல்டர்னேட்டிவாக வருங்க ஒரே ஒரு புட்டால மேல்டுங்களுக்கு வருன் நம்ம டெய்லியுமே அப்டேட் போட்டு இருக்கோங்க அதுவும் சாஃப்ட் செல் சாரீஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் போட்டுட்ருக்கோம் பார்டர்லெஸ் ஜரி பார்டர் இருக்கக்கூடியது side புட்டா ஸாரீ போச்சுமல்லி இக்கா type சாரீஸ் இந்த மாதிரி பிக் புட்டா ஸாரீஸ் ஃபுல் ஜரி all-self சாரீஸ் அண்டு க்ரே color, silver கிரே color வரக்கூடிய சாரீஸ் silver ஜரி யூஸ் பண்ண ஸாரீஸ்ன்னு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஸேரீஸ் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கும் நீங்கள் எங்களை subscribe பண்ணி வச்சுட்டாலும் அண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிகிட்டே இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது body of சேரீ க்ரீன் கலர் பலன் ப்ளவுஸ் ஹாஃப் ஒயிட் இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் ஜரிங்க நெக்ஸ்ட்டு ஸேரீ த்ரீ ஃபைவ் இதுக்கு முன்னாடி பார்த்தது 351 ஃபைவ் ஒன் இப்போ நீங்கள் பார்க்குறது த்ரீ ஃபைவ் டூ இந்த சேரீ உங்களுக்கு கிடைக்கும் பாடி ஆஃப் சாரீ ராயல் ப்ளூ பழுவன் ப்ளவுஸ் இது வந்து peach and orange எக்ஸாக்டாக சொல்லணுன்னா மிக்ஸிங் தாங்க ரெண்டு காம்பினேஷனில் தான் இருக்கு இது அதாவது டார்க் ஆரஞ்ச் அண்ட் பீச் இந்த ரெண்டு மிக்சிங்கில் இருக்கு இதல வரக்கூடிய புட்டா பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு டிசைன்ஸ் இருக்கு ஒரு டிசைன் வந்து சில்வர் ஜெரீலியும் ஒரு டிசைன் வந்து கோல்டு ஜெரீலேயும் இருக்குங்க நெக்ஸ்ட் சாரீ சாரீ நம்பர் 353 body of பாடி royal blue, pallu and blouse pinkish orange இதல இதில் பாடியில் வரக்கூடிய புட்டாவே தான் உங்களுக்கு முந்தானையிலையும் பெருசாக வந்திருக்கும் டி இருக்குங்க இந்த புட்டா பிடிச்சிருந்ததுன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணலாங்க மெசேஜ் பண்ணுங்கள் பிக்சர்ஸ் சென்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஸேரீடைய நம்பர் சென்ட் பண்ணுங்க அவைலபிளான்னு கேட்க வேண்டாங்க நீங்கள் அவைலபிளாக இருந்தால் புக் பண்ணிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் வேணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் இந்த சில்க் மார்க் டேக் கட்டாயும் வந்துடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்